வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுங்க திருவல்லறை திருவல்லறையில் உள்ள கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு பழமையான ஒரு பெருமாள் கோயிலுங்க இந்த பெருமாள் கோயிலில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் செந்தாமரை கண்ணன் இப்போ இந்த கோயிலோடய சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம ஐயர் சொல்ல போகிறாரு இதுக்கான விளக்கங்கள் வந்து இப்போ சொல்ல போகிறாரு மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் நாங்கள் வந்த நோக்கமே வேற வேறு கோயிலுக்கு நாங்கள் போகலாம் திருச்சி பக்கத்தில் திருப்பாஞ்சலிக்கு போகலான்னு ஒரு ஐடியா இருந்து நாங்கள் போனது ஆனால் இப்போது அந்த பெருமாள் கோயிலில் வரணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை ஆனால் ரொம்ப பழமையான கோயிலாக இருந்தது நாங்கள் வெளியே கார்லேருந்து வரும்போதே பார்த்தோம் நாங்கள் என் தம்பியும் பார்த்தோம் ரொம்ப பழமையான கோயிலாக இருந்தது சரி இது உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த கோயிலை பற்றி எனக்கு டீட்டெயிலே தெரியாது ஆனால் இதுக்கப்புறம் தான் இங்கே வந்து தான் சொன்னாங்க ரொம்ப பழமையான கோயில் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போது இதுக்கான விளக்கம் வந்து ஐயர் வந்து சொல்ல போகிறாரு பார்க்கலாமாங்க நமஸ்காரம் ஸ்ரீமதை ராமானுஜா ஸ்ரீ விஷ்ணுத்த குருவே நமகா நமஸ்தே புண்டரீகாட்ச நமஸ்தே புருஷோத்தமா நமஸ்தே பங்கஜானதா நமஸ்தே லோகநாயகா நான் பார்த்துட்ருக்க இந்த திவிதேசத்தின் பெயர் திருவள்ளறை திருவள்ளறை என்றால் வெண்மையான பாறைகளை கொண்டு மலை அமைந்திருக்கும் விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் நூற்றி வைஷ்ணவ திவ்விதேசங்களிலே ஆறாவது திவிதேசம் ஆழ்வார்கள் பாடல்பட்டுதல் இரண்டு ஆழ்வார்கள் விசேஷமான மங்களா காப்பிடருங்கிற பதியத்தில் பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இரண்டு ஆழ்வார்கள் மங்களாசாஸ்திரம் இந்த கோபுரத்தின் முதன் கோபுரமாக இருக்கக்கூடிய கோபுரம் மொட்டகோபுரம் அந்த மொட்டகோபுரத்தில் பதினெட்டு படிகள் அமைந்துள்ளது இந்த பதினெட்டு படிகள் வந்து கீதையோட தாற்பயங்களாக பதினெட்டு படிகள் அடுத்ததாக நாம் உள்ளால் நான்கு படிகள் நான்கு வேதங்கள் என்று சொல்லக்கூடிய விசேஷமான பணிகள் நான்கு இந்த திவிதேசத்தில் பிரார்த்தனா பீடம் வெளிபீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான பீடம் தான் முதல் முதல்ல தோன்றியதாக பெரியோர்களுடைய விசேஷமான வாக்கு அந்த பிரார்த்தனா பீடம் வெளிப்பீடத்துக்கு தான் விசேஷமான திருமஞ்சனங்கள்லாம் நடைபெறும் பெருமான் அடுத்ததாக போய் சென்று சேவித்தால் பெருமானை செய்யலாம் அந்த இடத்துல ஐந்து படிகள் பஞ்சபூதங்கள் அடுத்தது நாளை கேட்டான் வாசல் ஒரு வாசல் விசேஷம் அடுத்ததாக எட்டு